ஒரு முறை அம்மா ஆயிரம் அம்மா அம்மான் கதறி வந்தான் உறவு பிரிக்க அல்ல வெட்டப்பட்ட வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் மனிதன் கடைசி வரை உணர்வதில்லை அது உணரும் போது உயிரோடு இருப்பதில்லை